இருவரும் மட்டும் வாழபூமி என்று செய்வோமா இர ஒன்று போதும் என்று பகலிடம் சொல்வோமா பெருவேளை ஏதும் இன்று காதல் செய்வோம் பவா வென்னீழாவையோ வெள்ளி வழி நீலாவே போகும் மேடம் எல்லாமே கூட கூட வந்த வெண்ண